முந்திரி குத்து பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கறத பாப்போம் பாருங்க நான் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பாசி பயிர் எள்ளு வெள்ள இல்ல தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கோங்க அப்புறம் இது வந்து அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மைதா மாவு வரக்கப்பு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்புறம் ஏலக்காய் இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாசிப்பயிறை வந்து நல்லா வருத்தெடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு இதை நம்ம வறுத்தெடுக்கலாம் பாசி பெயரங்கள் பாருங்க இந்த மாதிரி பொன்னீரமா ஆகணும் அந்த வரைக்கும் எடுத்துக்கோங்க இப்ப வந்து நம்ம வந்து வெள்ளை இல்ல வந்து வருத்தெடுத்துக்கலாம் இந்த எள்ளு வந்து நல்லா பொருட்கிற வரைக்கும் மட்டும் வருத்திடுங்க இப்ப பாருங்க எள்ளு நல்லா பொறிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இப்ப நம்ம இதை எடுத்து அரை இதையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் வந்து இந்த நெய்ல போட்டு வறுத்து எடுக்க இப்படி நெய்ல போட்டு வறுத்து எடுக்கும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் தேங்காவும் நீங்க நல்லா பொன்னீரமா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் நல்லா வருத்த எடுத்தாச்சு நல்லா பொன்னீரமாயிருச்சு இப்ப வந்து இது எள்ளோட எடுத்து வச்சுக்கோம் எல்லையும் தேங்காயையும் ஒன்னா சேர்த்து ரெண்டையும் ஒன்னாவே அரைச்சு எடுத்துடுறோம் இப்ப வந்து நம்ம வந்து வெள்ளத்தை வந்து காய்ச்சி எடுத்துக்கிற கொஞ்சமா தனி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெள்ளைப்பாக்கை ரெடி ஆகிருச்சு நம்ம வந்து இப்போ பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் நாம் இப்போ வந்து இதை வந்து இருத்து எடுத்துக்கலாம் இருத்து எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் தூசி எல்லாம் இருக்கும் இப்போ பாருங்கள் பாசிப்பயிர் வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் பாசிப்பயிர் வந்து ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறை குரலும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க அரைச்சி இப்போ நம்ம இதோட அரைச்சி வச்சிருக்க தேங்காய் எள்ளு மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுவுமே ரொம்ப லேசாக அரைச்சிருந்தீங்க இந்த மாதிரி இருந்தால் போதும் இதோட ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கோங்க காய்ச்சடுத்துக்கும்ி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் நல்லா பசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம உருண்டு பிடிச்சு வைக்கலாம் இந்த மாதிரி உருண்டு பிடிச்சு வச்சுக்கோங்க பாரு மாவு தனியா கரைச்சு எடுத்துக்கிடுவோம் எடுத்துக்கலாம் அரிசி மாவு மைதா மாவு கொஞ்சம் கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்பதான் இனிப்பு தெரியும் இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் இப்ப பாருங்க நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊதிக்கி காய வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி மூணுனா ஒன்னா சேர்த்து எடுத்துக்கோங்க இதை அப்படியே மாவுளை ஒன்னா முக்கி முக்கிய எடுத்தது உள்ள உள்ளது வந்து லைட்டாக தெரியணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இதை போட்டு எடுக்கலாம் இதை வந்து ரொம்ப நேரம் எண்ணெயில போட்டு நீங்கள் வறுத்தெடுக்க வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து எல்லாம் வதக்கி எடுத்து தான் வச்சிருக்கோம் அதனால ரொம்ப நேரம் எண்ணெயில போடாதீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சுவையா இருக்கும்